நட்புக்கு வாயதில்லை என்று ஒரு ஞானி சொன்னேன நட்புக்கு இங்கே என்றும் தொடங்கி நான் போட்டு கொண்டாய் வாழ்வை see you phanso namukul indade illive veshun da friendship dostina hakke friendship